வணக்கம் வி வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயமுத்தூர் மாவட்டத்திலிருந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஒன் அண்ட் ஆஃப் ஒர்க்கில் இருக்கக்கூடிய சாஃப்ட் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க இது எல்லாமே ஹேண்ட்லூ மேடுங்க பியூர் சாஃப்ட் சில்க் சாரீஸ் கமிங் வித் சில்க் மார்க் சர்டிஃபைட் ஒர்பண்ட் ஃபிஃப்ட் ரெண்டு போர்ஷன்லையுமே பியூர் வச்சு மேக் பண்ணுறதுனால ஒவ்வொரு சாரி கூடியும் கண்டிப்பாக சில்க் மார்க் லேபிள் அட் பண்ணி தருங்க ஃபஸ்ட்டு சாரியுடைய கோட் ஒன் எயிட் எய்ட்டுங்க பல்லுவன் ப்ளவுஸ் நேவி ப்ளூ ஷேர்ட்லேயும் பாடி ஆஃப் தி சாரீ லோட்டஸ் பிங்க் ஷேர்ட்லையும் இருக்குதுங்க पलूल फुलड सरी वह मोटिव अंड सिलवर टेस्ट सरी आलटरनेटी एडीस यूर सरी बिउस ने बाडी दि सारी ரேடியம் கிரீன் கர்லேயும் இருக்குதுங்க இதுக்கு முன்னாடி பார்த்த சேம் அதே பேட்டர்ன் டாப் அண்ட் பாட்டமில் ஜரி பார்டர் வரக்கூடிய சாரீஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாவே பார்க்க போகிறோங்க இந்த சாரீஸ்னுடைய லென்த்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இன்குலூடிங் ப்ளவுஸுங்க விதவுட் சாரி ஃபார்ட்டி ஃபைவ் இன்சஸ் எப்போ வரும் வெயிட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஃபைவ் கிராம்ஸ் வருங்க வெரி வெரி லைட் வெயிட் சாரீஸ் ஆனால் ஹேண்ட் ஓவன் பியூர் சில்க் சாரீஸுங்க இந்த வீடியோவில் ஷோ பண்ணுற சாரீஸுடைய பிரைஸ் செக்மெண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி ஃபைவ் தௌசண்ட் ஷிப்பிங் ஃப்ரீ Cash and Delivery option available இருக்கு international ஷிப்மெண்டும் available இருக்குங்க நெக்ஸ்ட் ஸாரி ஒன் நைன் blouse, dark violet டார்க் ஒயலட் ஷேட்லேயும் பாடி ஆஃப் தி ஸேரீ லாவண்டர் ஷேட்லேயும் வருதுங்க இதுக்கு முன்னாடி பார்த்த சேம் அதே பேட்டர்ன் ஒன் நைன் ஜீரோ ஸாரீ கோடுங்க புக்கிங் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் ஸாரியுடைய கோடு எங்களுக்கு WhatsApp பண்ணி book பண்ணுங்கன்னு ப மெசேஜ் பண்ணுங்க நீங்கள் WhatsApp பண்ண வேண்டிய நம்பர் நைன் இந்த details நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் பாடியில் வந்திருக்க இந்த மோட்டிவ்ஸ் இன்னரில் இருக்க மட்டும் வராதுங்க ரிட்டன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சாரி ஏதாவது டேமேஜாக வந்துச்சுனா நீங்கள் ரிட்டன் அப்ளை பண்ணலாம் அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது அன்பாக்சிங் வீடியோ மேக் பண்ணுங்கள் Unboxing வீடியோ மேக் பண்ணிவிட்டு டேமேஜஸ் ஏதாவது தெரியுற பட்சத்தில் கஸ்டமர் கேர் நம்பருக்கு அது கொடுத்து என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒன் நைன்ட்டி ஒன் பாடி ஆஃப் தி சாரி டார்க் பீச் ஏர்லையும் பல்வன் ப்ளவுஸ் ராயில் ப்ளூ டோன்லேயும் இருக்குதுங்க பல்லுவில் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சரி ஒர்க் பாடியில் வந்திருக்க மோட்டிவ்ஸ் கோல்டன் த்ரெட்டில் ஆல்டர்னே ரோஸ் வர மாதிரி மேக் பண்ணியிருக்குங்க டாப்பன் பாட்டமில் ஜரி பார்ட்ரு வந்திருக்கு 1 1 ஆஃப் ஒர்க் சாரீஸ் தான் பார்த்துட்டுருக்கோம் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஆல் ஓவர் இண்டியா ஷிப்பிங் ஃப்ரீ ப்ரீ பேமெண்ட் மோட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அக்கௌண்ட் பே ஃபோன்பே கூகுள் பேடிஎம் இந்தமாதிரி எந்த ஆப்ஷன் வேணால் யூஸ் பண்ணி பே பண்ணலாங்க ஒன் நைன்டி டூ சேரீ கோட் பாஸ்டல் க்ரீன் ஷேடில் இருக்குங்க பாடி ஆஃப் தி சாரீ டார்க் பெய் ஷேட்டில் இருக்குது silver zari motifs, make body इी पर सिली मोटिव आलटरनेटिव रोस वहर मे मेक पड़ीयुक बामें प्लेन ब्लौना नैक्ट सारी नयी बाडी आफ दि सारी लैवंडर शेड पलवें ब्लौ वलर वन नयटी थ्री सारी को मेसेज अदा सारियो को WhatsApp, வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி கொடுத்து புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் அவைலபிலிட்டி கேட்டுட்டு புக் பண்ணலாம்னு நினைக்க சம்டைம்ஸ் அவைலபிலிட்டி கேட்கும்போது அவைலபிள் இருக்குங்க புக் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அது வேறு யாராவது புக் பண்ணியிருக்கலாம் ஸோ அதனால அனுப்புறத எங்களுக்கு கிளியராக புக் பண்ணுங்கன்னு அனுப்பிச்சுடுங்க ப்ரீ பேமெண்ட் மோட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அக்கௌண்ட் பே ஃபோன்பே கூகுள் பேடிஎம் இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் வேணால் யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணலாம் இந்த சாரியுடைய கோட் ஒன் நைன்ட்டி ஃபோருங்க கிரே கலர்லேயும் பாடி ஆஃப் தி சாரி பிங்க் அண்ட் ஆரஞ்ச் மிக்ஸ்டு டோனுங்க பிங்க் அண்ட் ஆரஞ்ச் மிக்சுடு டோன் டிவேல் டோனில் இருக்குது பாடியில் வந்துருக்க மோட்டிவ்ஸாகட்டும் பல்லுவன் ப்ளவுஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்டர் சரி ஒர்க் கொடுக்குங்க இந்த சாரியுடைய கோட் ஒன் நைன்ட்டி ஃபோருங்க டாப் அண்ட் பாட்டமில் சரி பட்ற வந்துருது பிளைன் பிளவுஸ் க்ரே ஷேட்லேயே வந்துடுங்க பிளைன் பிளவுஸு நம்ம கிட்டே கேஷ் ஆன்டெலிவரி ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் அந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஸாரீ புக் பண்ணும்போதே பே பண்ணணுங்க नेक्ट सारे पलवन ब्लॉ पिं कलर बाडी आफ दि सारी लैवटर शेर डेवंडर शेड फुल अलस्ट सारेरी वन नयटी फाइव सारी को इंटरनेशनल शिपमेंट अवेलबिंग बेस्ड कंट्रीजो वेट पर शिपमेंट के extra charges चार्जस् इंटरनाशनल कस्टमर परिपमेंट के एक्ट्रा चार्जस्में तवे कस्टम ड्यूटी टेक्स नाम कलेक्ट और सब कंट्रीस वह कस्टम ड्यूटी टेक्स यहाँ कहीं पी मारे नाम सेन्न पड़े बिस्नस् पर्सलसा सेन्ट पैंटी सिक्स सारे कोल वन ब्ल रेडियम ग्रीन शेड लिये बाडी आफ दि से ब्लू कलर फुल अंड फोल टेस्ट जरीवोट वन नईटी सिक्स सारे कोड् உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது எதோ டவுட்ஸ் இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா டவுட்ஸ் இருந்தாலும் ட்ரக்கிங் ரிலேட்டடாக ஏதோ டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம் கஸ்டமர் கேர் நம்பர் டீட்டெயில்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோங்க மார்னிங் டென் டூ ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் கால்ஸ் பிக் பண்ணுறதுக்கு அவைலபிள் இருக்காங்க கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அண்ட் சண்டேஸில் மட்டும் கஸ்டமர் கேர் நம்பர் அவைலபிள் இருக்காதுங்க ஒன் நைன்டி செவன் சாரீ கோட் பல்வேன் ப்ளவுஸ் பேஸ்டல் இருக்குங்க பாடி ஆஃப் தி ஸேரி லேவண்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சரி ஒர்க் ஈவன் பாடியில் வந்திருக்க மோட்டிவ்ஸுமே கோல்டன் டெஸ்ட் சரி ஒர்க்குங்க இது எல்லாமே ஹேண்ட்லூமேட் அப்படிங்கிறதுனால யூனிக் பீஸஸ் தான் அவைலபுள் உதாரணத்துக்கு இந்த கலர் இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ்தான் இருக்குங்க ஸோ வேணுங்கிறவங்க ஆன்டைமில் வாட்ஸ்அப் மூலமாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஒன் சோல்டு அவுட் அப்படின்னா சேம் பீஸ் அகென் கிடைக்காதுங்க அதே மாதிரி நம்ம ஆன்லைனில் ஷோ பண்ணுற ஸாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது நம்ம ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுறது ஆன்லைன்லேயே சேல் ஆயிரும் ஒன் நைன்டி எயிட் சாரீ கோடுங்க லைட் சாக்லேட் டோன்லையும் சாரி பாடி போஷன் லைட் சாக்லேட் டோன்லும் பல்லூன் ப்ளவுஸ் pastel green க்ரீன்லையும் இருக்குங்க 199 ஒன் நைன்ட்டி நைன் சாரீ கோட் பல்லூன் ப்ளவுஸ் ராணி பிங்க் கலர்லையும் பாடி ஆஃப் தி ஸாரீ பேஸ்டல் க்ரீன்லேயும் இருக்குதுங்க ஒன் full நைன் சாரீ கோட் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் ஜெரிக் மீனா ஒர்க்குக்காக சில்வர் ஜெரீ யூஸ் பண்ணியிருக்கோம் இதெல்லாமே லைட் வெயிட் சாரீஸ்ங்க ஒன் அண்ட் ஆஃப் ஒர்க் சாரீஸ் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ்க்கு ஆல் ஓவர் இண்டியா ஷிப்பிங் ஃப்ரீ கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் இன்டர்நேஷனல் ஷிப்மெண்ட் இருக்குங்க ப்ரீ பேமெண்ட் மோட்ஸ் நிறைய மோட்ஸ் தரும் பே பண்ணுறதுக்கு சாரி ஏதாவது டேமேஜாக வந்துச்சுன்னா ரிட்டன் பண்ணுற ஆப்ஷன் இருக்குதுங்க ரிட்டன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சாரீ டேமேஜுக்கு மட்டுந்தான் நம்ம ரிட்டன் சொல்கிறோம் அவர் எக்ஸ்சேஞ்ச் சொல்கிறோங்க கலர் சின்னதாக மாறி இருக்குது குவாலிட்டி பிடிக்கல அப்படிங்கிற விஷயங்களுக்கு ரிட்டன் அவர் எக்ஸ்சேஞ்ச் கண்டிப்பாக பாசிபிள் இல்லைங்க கலர் கன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் தாராளமாக வீடியோ அண்ட் பிக்சர் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க டேமேஜாக வருமான்னு கேட்டால் கண்டிப்பாக டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா நம்ம ரொம்ப ரொம்ப செக் பண்ணி தான் அனுப்புகிறோம் சாரி ரிசீவ் பண்ணும்போது ஆகட்டும் நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணும்போதாகட்டும் செக் பண்ணி தான் சென்ட் பண்ணுறோங்க இந்த சாரியோட கோட் டூ பாடி ஆஃப் தி சாரி க்ரீன் கலர் பல்லவன் ப்ளவுஸ் மெஜன்தா நெக்ஸ்ட் சேரீ டூ ஜீரோ ஒன் பல்லுவன் பாடி ஆஃப் தி ஸாரி சிமெண்ட் கிரேட் ஒன்றுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சாரீ ஒர்க் டூ ஜீரோ ஒன்றுங்க கோட் பல்லூல ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சரி ஒர்க் பாடியில் வந்திருக்க மோட்டிவ் கோல்டு அண்ட் காப்பர் டெஸ்ட் சரியில் ஆல்டர்னேட்டிவ் ரோஸில் போட்டாஸ் வர மாதிரி மேக் பண்ணியிருக்குங்க லிமிடெட் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குதுங்க அதே மாதிரி ஈச் ஒவ்வொரு பீஸ் தான் இருக்குது வேணுங்கிறவங்க ஆன்டைமில் வாட்ஸ்அப் மூலமாக booking பண்ணிக்கோங்க ஒன் சோல்ட் அவுட் அப்படினா சேம் சேரீ அகெயின் கேட்க வேண்டாம்ங்க இந்த வீடியோவில் பார்க்குற லாஸ்ட் சேரீ பல்லுவன் பிளவுஸ் ராயல் ப்ளூ டோன்லையும் பாடி ஆஃப் தி சாரீ pink கலர்லேயும் இருக்கு கோல்டு அண்ட் த்ரெட்டில் ஆல்டர்னேட்டிவ் ரவுஸ் வர மாதிரி புட்டாஸ் மேக் பண்ணியிருக்குங்க 202 ஜீரோ code சேரீ கோட் ப்ளைன் ப்ளவுஸ் ஃபை தௌசண்ட் ஃபைவ் இந்த சாரீஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குதுங்க டிஸ்க்ரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் நம்பர் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறக்கான டீட்டெயில்ஸுங்க booking பண்ண வேண்டிய எந்த நம்பர் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக கொடுத்துருக்கும் வேணுங்கிறவங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு சாரீ கூடையும் இந்த மாதிரி சில்க் மார்க் லேபிள் அட்டேச் பண்ணித்தரும் ஏன்னா இது எல்லாமே பியூர் சில்குங்க